எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம படத்தோட கதையில பார்க்க போறது கட்டா குஸ்தி அப்படிங்கிற ஒரு படத்தோட எக்ஸ்பிளேஷன் தான் புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பேரு கீர்த்தி இப்ப இவங்க குஸ்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த போட்டியிலும் வின் பண்றாங்க அவங்களோட கோச் என்ன சொல்றாங்கன்னா அடுத்ததா லெவல்ல நடக்க போற காம்படிஷன் போட்டில நீங்க வின் பண்ணிக்கணும் அதுல நீங்க உங்களோட வேற லெவல்ல இருக்கணும்னு சொல்லி கங்கராச்சுலேஷன் பண்றாங்க இப்ப அப்பாவோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா பொண்ணு பாக்குறதுக்காக வந்திருக்காங்க இப்ப இவங்க குஸ்தி போட்டுட்டு அப்படியே வந்ததால மாப்பிளை வீட்டுக்காரோட அம்மா என்ன பண்றாங்க அதெல்லாம் இப்ப போட்டு இருக்காங்க கல்யாணத்துக்கு அப்புறம் விட்டுருவாங்க எக்ஸ்பிளேஷன் பண்றாங்க ஆனாலும் நம்ம பொண்ணு பார்க்க வந்த அம்மாவோ அதெல்லாம் செட் ஆவாது நான் ஸ்டெயிட்டா மேட்ருக்கு வரேன் வேணாக்கா உங்களோட ரெண்டாவது பொண்ணை என் பையனுக்கு கட்டி கொடுங்க அடுத்த முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோனி அதாவது பேர் கீர்த்தல அவங்களோட அப்படி மாண விட்டு நம்ம பொண்ணோட அப்பாவோ சித்தப்பாவை காரணம் இந்த குஸ்தி போடுறதுக்காக சித்தப்பாவோம் எல்லா இடத்திலுமே அந்த பொண்ணை கூட்டிட்டு போவாரு எனக்குறாங்க சித்தப்பா அப்படியே ஒரு எக்ஸ்பலேஷன் சொல்றாரு அதுக்கு தடை போட்டது தீக்கிறதுக்காகவே ஆசைப்பட்டு அந்த வீடியோ சோசியல் மீடியால ரொம்பவே இருக்க எல்லாருக்குமே தெரியும் ஹீரோயினி வீட்டுக்கு வரமாட்டாங்க அதனால அதர் ஸ்டேட்ல இருந்து தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் வரலா தான் அதிசயம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்பாவை காமிக்கிறாங்க எப்படி பாருக்குறாங்க இப்போ என்னமா நான் சீக்கிரம் போயிடுன்னு டாக்டர் சொல்லிட்டாரா அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோனி அப்பா ஹீரோயினி கிட்ட உனக்கு நான் போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு பார்த்தேன் எனக்கு அது போதும் கல்யாணத்தை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினியோட அப்பாவும் பொதுவா கல்யாணத்துக்கு அப்புறம் குஸ்தி போடலாம் வீட்டுல சண்டை நடக்கும் போர் அடிச்சா அவனை போட்டு அடி அடி அடிக்கலாம் வீட்டுக்குள்ளாண்டு ஜெயிக்கிறாரு இப்ப அங்க ஒரு மாசான பாட்டை போடுறாங்க இப்ப அடுத்ததான் நம்ம ஹீரோவா காமிக்கிறாங்க நம்ம ஹீரோக்கு ஒரு மாமா அவரு ஊரு பிரசிடன்ட் கூடவே ஒரு வக்கீல இரு சுத்திருப்பாங்க ஊருக்குள்ள நம்ம ஹீரோ ஊர் எல்லாம் பொண்ணு பார்ப்பாங்க ஆனா இவர் கேட்கற மாதிரி பொண்ணு எங்கேயுமே கிடைக்காது ஏன்னா ஏனா பொண்ணு படிச்சிருக்க கூடாது அதிகமா பேசக்கூடாது புருஷனுக்கு அடங்கிதான் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தா முடி ரொம்ப நீலமா இருக்கணும் குறிப்பா சொல்லுன்னா பட்டக்ஸ் கீழே தொங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட கண்டிஷன் இந்த கண்டிஷனுக்கு ஊர் உலகத்துல பொண்ணு இல்லைன்னு சொல்லி நம்ம சட்டம் கண்டல் பண்ணிட்டு இருக்காரு மாமாவோ நான் கட்டம் கொண்டாடி பாரு நாலாம் வகுப்பு தான் படிச்சிருக்கா நான் ஏழாம் வகுப்பு படிச்சிருக்கேன் இங்கிலீஷுக்கு அவளுக்கு புரியாது வேத வாக்க நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாமாவும் சொல்றாரு இப்ப சட்டம் கூட ஏத்தி படிச்சா என்னாயா நமக்கு தாயா நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோவோ ஏத்தி படிச்சா ஊடு நடப்பு உலகம் நடப்பு எல்லாம் ஆனா படிக்காத பொண்ணு வீட்டு நடப்பு மட்டும்தான் பேசுவா நாம என்ன சொல்ே மாதிலே ஒரு அந்த பொட்டில சீப்பு கண்ணாடி போயிருக்கிட்ட அடிவாங்க முடியாது நம்ம சட்டம் என்ன சொல்றாருக்கு அப்புறமும் அவரும் கலக்குறதால மக்கள் ரொம்ப அவதிப்படுறாங்க நோயால் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லா ஒரு தீர்வு வைக்கிறாங்க ஆனா அங்க வந்த நம்ம வீ என்ன சொல்றாருன்னா இதெல்லாம் சகஜம் என்னோட சாய தண்ணியால யாருமே சாவல் இல்லை அப்புறம் அவர் ஒரு ஃபேக்டரி வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்படுறான் எவ்வளவு செலவு பண்றான் நீங்க என்னடா அசால்ட்டா சொல்றீங்க மூடிட்டு போங்கன்னு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கம்பெனியெல்லாம் மூட முடியாது ஒண்ணு முடியாது முடிஞ்சதை உங்களால பாத்துக்கோங்கடான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரு ஆனா நம்ம மாமாவோ நம்ம பிரசிடன்ட் என்ன சொல்றேன்னா நம்ம சட்டத்துக்கிட்ட சொல்லி ஒரு கேஸ போட சொல்றாரு இப்ப அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது கோர்ட்டுல என்ன சொல்றாங்கன்னா சரியான எவிடென்ஸ் இல்லை அதாவது ஆற்றுல சாயன கலந்து மக்களுக்கு சில அவதிகள் மாப்பி குடி மாப்பிள குடிக்க மாட்டாரு அம்மா தவசம் அதனால இன்னைக்கு குடிக்கல ஆனா இவரு குடிக்கவே மாட்டாரு நினைச்சுக்கிட்டு எப்படியாவது ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான போறாரு யோசிக்கும் போது நம்ம மாமாவும் என்ன யோசிக்கிறது பார்த்தா பொண்ணு இருக்கு போல அப்படிங்கிறா அது பாலக்காட்டுல இருக்கு கேரளா இருக்குமா மாமா அப்படிங்குற மாதிரி சொல்கிறாரு இப்போ நம்ம மாமாவோ கேரளா பாகிஸ்தான் பாட்டில் இடம் இருக்குது இதை பக்கத்தில் தானே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ நம்ம மாமாவோ சித்தப்பைக்கிட்டே நீ இங்கே இருந்துரு நம்ம எல்லாேருக்கும் ஒத்து மொத்தமாக கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம சித்தப்பாவோ இல்லை இல்லை நான் தான் எல்லா வேலையும் பார்க்கணும் நான் போகிறேன் நீங்கள் காலையில் கிளம்பி வந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு இப்போ நம்ம சித்தப்பை வீட்டுக்கு போய்ட்டு நம்ம ஹீரோனிக்கிட்டே இங்கே நடந்த விஷயத்தில் அவங்க அப்பா அமாவெல்லாம் வச்சு சொல்கிறாங்க இந்த மாதிரி கல்யாணம் ஆயிரம் பொய் சொல்லி கூட நடத்தலாம் அப்புறம் பின்னாடி எல்லாம் சரி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்கிறாங்க நம்ம ஹீரோனியும் டிகிரி கிராஜுவேட் ஆனா நீ செவன்த் தான் படிச்சிருக்கோம் முடிவு உனக்கு இவ்வளவு தான் இருக்கு சவுர முடியை வச்சு கட்டி எல்லாத்தையும் ஐடியா கொடுப்பாங்க பொய் சொல்லாம் கல்யாணம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இப்ப நம்ம அம்மாவும் பாட்டியும் எல்லாரும் சம்பந்தப்பட்டதெல்லாம் ஒரு பேசி ஒரு முடிவு கட்டி இப்ப நம்ம ஹீரோயினையும் ஒத்துக்க இப்ப அடுத்த ஹீரோ பொண்ணு வீடு பாக்கறதுக்காக வராங்க பொண்ணு பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கு பிடிச்சு போச்சு இப்போ நம்ம சித்தப்பே பொண்ணு எல்லாத்தையுமே பக்காவ ரெடி பண்ணிக்கிட்ட ந்து படிப்பு வரைக்கும் எல்லாத்தையும் கல்யாணத்தை ரெடி பண்றாங்க இப்ப வர கேட்கிறாங்க நம்ம ஹீரோனோட அப்பாவும் எனக்கு ரெண்டு பொண்ணுங்க தான் பெருசா பசங்கள் இல்ல அதனால சுத்தி சைக்கிள இருக்கிறத பாதியா பிரிச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஒரு நாற்பது பவுன் நகையும் ஒரு பத்து லட்சம் பணமும் கொடுத்துட்றோம் மத்ததெல்லாம் ஜாமா சட்டைதான் எடுத்து கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஆனா இப்ப நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகி என்ன பேசுறீங்க நீங்க அப்படிங்கிற மாதிரி டென்ஷனாக கூட குறைச்சி செஞ்சிக்கலாம்னு சொல்லி சித்தப்ப சொல்ல இப்படி ஒரு அழகான பொண்ணை பெற்றிருக்கீங்க குனிஞ்சத்தால நிமிராத பொண்ணை பெற்றிருக்கீங்க இப்படிப்பட்டவளுக்கு இவ்வளவு நகையா இவ்வளவு பணமா பொதுவா சொல்ல போனோம்னா உங்க பொண்ணுக்கு நான் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டு போனோம் சொல்லுங்க எவ்வளவு சொல்லுங்க ஒரு பையனா இருந்து இழிச்சிட்டு இருக்கா இப்படி எல்லாம் மிதிச்சுடுற பேர்வள가 நாம்பள ஆம்பள சிங்க பிரச்சன பண்ணுனனே இருக்கணும் அப்படி சொல்லி મંદિરச்ச கைரونه கையில கட்டி குடுக்குறாரு இப்போ அடுத்துதான் அந்த பக்கம் நம்ம சித்தப்பு நம்ம ஹீரோని கையில காரணத்தை கொண்டு உண்மை சொல்லிடாத அப்புறம் குறிப்பா மாப்புல மேல நீ கோபப்பட்டு அடிச்சு இழுச்சு போறன்னு சொல்லி கோவத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக மாந்திரிக பண்ண கைரونه நம்ம ஹீரோని கையில கட்டறாங்க இப்போ ரூமுக்குள்ள வந்தறாங்க இப்போ பாஸ்நைட் நடக்குது நம்ம ஹீரோ நம்ம ஹீரோనికிட்ட ஓபனா சொல்லிறாங்க இத பாரு நான் சிரிச்சு சிரிச்சு பேசுறேன்னு என்ன காமெடி பீஸ் நினைக்காத நான் ரொம்ப சீரியஸான ஆளு தப்புன கைய ஏங்கிடுவா முடி அது பாதி வந்து ஹீரோ கூப்பிடணும் அடில ஹீரோ நல்லா தூங்கிட்டு இருப்பாரு போராடியது பொதுவாக இருக்க பெருகட்டு பஞ்சாயத்துக்காக கிளம்புறாரு நின்று எனக்கு டாடா சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடியெல்லாம் முன்னாடி தீக்கு போட்டு கட்ட சொல்றாரு இப்ப நம்ம ஆளு பஞ்சாயத்து முடிச்சிட்டு நேராக நம்ம மாம்ஸ் கூட எல்லாத்தையும் உட்காந்து பேசிக்கிட்டு இப்போ நம்ம ஹீரோனி தான் பொண்டாட்டி தன்னை பற்றி பெருமையாக நினைக்கணுன்றதுக்காக ஒரு சைனை கழிட்டு வேலைக்காரண்ட்ட கொடுத்து இதை அடகு வச்சுட்டு போய் இந்த மாதிரி நான் ஐயா கிட்டே பணம் வாங்கியிருந்தேன் அதனால் திருப்பி கொடுக்கலான்னு சொல்லி வந்திருந்தேன் அப்படிங்கிற மாதிரி கூட இப்போ இன்னொருது நினைப்பி எனக்கு இந்த மாதிரி என் பொண்டாட்டிக்கு ரொம்ப அவசரம் பிரசவ வெளியில் இருக்கா ஒரு ஐம்பதாயிரம் ரூபா பணம் கொடுங்கன்னு நீ கேட்டு வாங்கிட்டு வா இதெல்லாம் பார்க்கும்போது என் பொண்டாட்டி என்ன ரொம்ப நல்ல ஒரு நினைப்பா வல்ல ஒரு நினைப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம்மை விளையாடுவார் போதாத குறைக்கு திருப்ப விழா பஞ்சாயத்து எல்லாரும் நம்ப ஆளுங்களே செட் பண்ண ஆளுங்க ஃபோனை போட்டு கடைசில <imitation> ஒரு ஒரு லட்சா கொண்டு போய் நம்ம ஒருத்தர் இப்ப அடிய ஒருத்தீரோ தெரிஞ்சிட்டு தண்ணி ஊத்தி நாசி பண்ணிடுவாங்க எடுத்து வச்சு வெட்டியா கபடி விளையாடிட்டு இருக்க நம்ம ஹீரோ ஹீரோனிக்கு போனப்பட்டு நான் மதியமா வரேன் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட வரேன் இப்ப நீ எனக்கு கோழி அடிச்சு குழம்பு வச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு நம்ம ஹீரோயினி கோரி கோழி குழம்புலாம் வைக்க தெரியாதுன்னு சொல்றதுக்குள்ள கட் ஆகிடும் இப்ப அங்கே விளையாடிட்டு இருந்த பசங்க நம்ம ஹீரோனிக்கு கோழி எல்லாம் பிடிச்சி ரெடி பண்ணி அம்மாட்ட கேட்டு குழம்பு வைக்கிறாங்க இப்ப யாருக்குன்னு கேட்கும்போது என் வீட்டுக்காரருக்குதான் சொல்லி அந்த பசங்கள்ட்ட சொல்ல அவனுக்கு டென்ஷன் ஆகி போறானுங்க ஏன்னா அவனுங்க வெட்டி பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறானுங்க இப்போ நைட் ஆயிடுச்சு வீட்டுக்கு யாரு மே வரல நம்ம ஹீரோவும் வரல இப்ப ஊர்ல இருக்கிற பொம்ம ஹீரோனி வீட்டில் அது மட்டும் இல்லாம இருக்கிற இடத்தை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா வித்து இருக்கிறது அந்த தென்ன இந்த வீடு அவனுக்கு நல்ல பயன் ஆனா இருந்தாலும் எடுத்து சொல்றதுக்கு மாமாவும் சரி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை பத்தியும் ஹீரோ என்னென்ன வேலை எல்லாம் ஊர்ல இருக்க எல்லாத்தி வச்சிட்டம் போட்டு போனாலே நம்மளுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு உங்களுக்கு ஏங்க பொண்டாட்டினாலே பிடிக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஆனா அது அடுத்தவன் போண்டாட்டியா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சொல்லிட்டு சும்மா சும்மா போண்டாட்டியா முறைச்சி பார்க்கணும் ஏதாவது ஒன்று பேசணும்னா ஓங்கி அறையணும் சும்மா நாளும் பிடிச்ச அடிக்கணும் மிரட்டணும் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோனையும் கேங்கு அவனுங்க ஒரு அடி அடிச்சா நம்ம செருப்பை கொண்டு செவில நாலு அடி அடிக்கணும் அவனுங்க ஒரு வார்த்தை சொன்னா நம்ம பத்து வார்த்தை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா உசு பேத்தி விட்டு போறாங்க போகும்போது எல்லாத்துக்கும் காரணம் அவன் புருஷன் கூட சுற்றிட்டு இருக்கானே உன் மாமா அதாவது அவன் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க புருஷனுலாம் சென்டிமெண்டாலாம் திருத்த முடியாது செருப்பால அடிச்சுதான் திருத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க இப்ப நம்ம ஹீரோ நம்ம மாமாவும் வந்துட்டு இருக்காங்க பொண்டாட்டிக்கு புருஷன் கால் பண்ணா ஒரே ரிங்கல எடுக்கணும் அதான் பொண்டாட்டி ஆனா இப்படி நீ இவ்வளோ ரிங்கு விட்டு எடுக்கலனாக்கா அவ ஒன்னு மதிக்கலன்னா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் டென்ஷன் ஆகி இன்னைக்கு அவளுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு மாமாவை பாதியில விட்டுட்டு தனியா வந்து வீட்டை கதவை தட்டாத துறக்கல பின்வாசம் சொல்லியே எதாவது என்ன வழியா சொல்லிட்டு நான் பொதுவா காரணத்தோடு அடிப்பேன் கிளர்க்குறாங்க பசங்க கூட தனியா இருக்காங்க அங்கே வந்து நம்ம ஹீரோ ஆளுங்கெல்லாம் நம்ம ஹீரோயினியை மிரட்ட வந்து மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினியை ஒவ்வொருத்தனா வர்ணிக்க ஆரம்பிச்சலாம் இவன் கேரள ஒட்டி அஞ்சுக்குள்ள வண்டி அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக கண்டல் பண்றானுங்க அதுவும் நாட்டு கட்டையாக இருக்க சம செக்ஸியா இருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அசிங்கமாக பேசுறா நம்ம ஹீரோனுக்கு பயங்கரமான கோபம் ஆனால் கண்ட்ரோல் பண்ணிட்டு நிற்கிறாங்க இப்போ ரவுடி வந்து ஹீரோன்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி உன் புருஷன் கோர்ட்டுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு உன் வீட்டுக்காரனோட மாமினியும் நான் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுட்டான் அடுத்தது உன் புருஷன் மட்டுந்தான் உனக்காக விட்டு வைக்கிறேன் போனால் போதுன்னு இல்லை அவனை கொண்டுட்டு இங்கே இருக்கிறோம் எவனாவது உனக்கு கட்டி வச்சுருவான் தாலியை அவுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி கேவலமாக பேசிட்டு அங்கே இருந்து நம்ம ஹீரோனையும் கோவத்தை பொறுக்க முடியாமல் கையிலே வச்சிருந்த ரிமோட்டோ உடச்சு போட்டுருவோம் ஹீரோ வராரு இப்போ ஹீரோ வந்தவொடனே ஏன் ரிமோட்டெல்லாம் உடச்சு போட்டு வச்சுருக்கேன் என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினையும் சொல்றாங்க இந்த பاري ஃபேக்டரி ஓனர் வந்தாரு வந்து மிரட்டிட்டு போறோம் அப்படிங்கற மாதிரி எல்லா வசித்து சொல்ல நம்ம ஹீரோ ابو டென்ஷன் ஆவறாரு நாலிகாம কোর্ட்ல தீர்ப்பு வரட்டும் வந்தானா ஆளு இல்லாதப்பு பொம்பளை கிட்ட வந்து வீரத்தை காமிச்சிட்டு போயிர்காம் அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு நீ இதெல்லாம் பார்த்து பயப்படக்கூடாது நீ இதுக்கு முன்னாடி இருந்த கேரளத்து பெண்கள் குட்டியா இருக்கலாம் ஆனா இப்போ நீ ஒரு வீரா தமழைச்சி அப்படிங்கற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோనికి ஆன்றா சொல்றாரு சொல்லிட்டு இத பார்த்தலாம் பயப்படாத கண்டுக்காத அப்படிங்கற மாதிரி சொல்றாரு இப்போ அடுத்த날 কোর্ட்ல தீர்ப்பு வந்திருச்சு அதாவது ஃபேக்டரிக்கு ஆப்போசிட்டா நம்ம ஹீரோ கம்ப்ளைன்ட் கொடுத்தாரಲ್ಲ அது நம்ம ஹீரோக்கு சாதகமாக ஜெயிச்சிட்டாங்க இப்போ ஃபேக்ட்ரிக்கு சீல் வச்சுட்டாங்க அந்த காண்டில் என்ன பண்றாரு ஹீரோவை பார்த்து ஃபேக்ட்ரி ஓனர் முறைச்சிட்டு இருக்காரு இப்போ அடுத்த சீனா நம்ம ஹீரோனும் ஹீரோவும் கோவிலுக்கு நன்கொடை கொடுத்தாங்களா அங்கே போறாங்க முதல் முறையெல்லாம் நம்ம ஹீரோவுக்கு செய்கிறாங்க ஒரு ஃபோன் கால் வருது பேச வரும்போது அங்கே இருக்கிறாங்க நம்ம ஃபேக்ட்ரியோட ஆளுங்க நம்ம ஹீரோவை போட்டு அடிக்க வராங்க இப்போ நம்ம ஹீரோ பயங்கரமாக சண்டை செய்கிறாரு சும்மா அடித்து பறக்க விடுறாரு ஆனா ஒரு இடத்துல நம்ம ஹீரோக்கு கண்ணில் விபதி அடிச்சு ஹீரோவா அது தலையில் அடித்து லாக் பண்ணிட்டாங்க இப்போ நம்ம ஃபேக்ட்ரி வில்லில் வராரு வந்து நாளைக்கே என்னோட ஃபேக்ட்ரியை பணம் கொடுத்து ஓப்பன் பண்ண முடியும் ஆனால் நான் அப்படி செய்ய மாட்டேன் ஏன்னாக்கா ஊர் மக்கள் முன்னாடி ஒன்று வெட்டினாதான் அடுத்த நாள் என் ஃபேக்ட்ரிக்கு எவ்வளோ பிரச்சனை பண்ணணும் வரமாட்டான் ஒரு பயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை வெட்ட இப்போ நம்ம வில்ல என்ன பண்ணுறான் சும்மா தெறிக்க பறக்க யாரும் அடித்த மாதிரி கிளம்பி போய் தூரத்தில் விடுறாரு பார்த்தா யாரும் இல்லை நம்ம ஹீரோனி தான் நம்ம ஹீரோனி இப்போ பயங்கரமாக அடிக்கிறாங்க ஊர்ல இருந்து நம்ம ஹீரோலேருந்து எல்லாமே அசந்து ஆச்சரியத்தோட வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க பயங்கரமான சண்டை தலை தூக்கி பந்து அளவுக்கு சண்டை அடிக்கிறாங்க நம்ம நன்கோட வந்தா நம்ம கின்சிலியா பார்த்துட்டு யோ என்னையா உன் பொண்டாட்டியை விட்டு அடிக்க விடுறா அப்படிங்கிற மாதிரி கேட்க நான் எங்கேயோ அடிக்க விடுறான் அவளே தான் அடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை சொல்றாரு அவாவான் அடியாளங்களை கூப்பிட்டு வந்து தான் அடிப்பான் நீ நானும் உன் பொண்டாட்டியே அடியாளா வச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நம்ம ஹீரோவை யோ கம்மன் ஏரியா டென்ஷன்ல இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு இப்ப சண்டேயில நம்ம ஹீரோனி முடிய ஒருத்தன் பிடிச்சிடும் விடுறா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோனி சொல்ல ஏன் இப்ப வலிக்குதா வாடி அப்படிங்கிற மாதிரி சொல்றான் இப்ப சௌரி முடியோட ஒரு உதவ விடுவாங்க பாரு சௌரி முடி பிடிக்கிட்டு கையோட போய் தூரத்துல வந்துடும் இப்ப நம்ம ஹீரோனியோட ஒரிஜினல் கட்ட போய் வந்துடும் அதை நம்ம ஹீரோ பயங்கரமா சாக்காயிடுவாரு இப்ப அன்னைக்கு நம்ம ஹீரோயினி வீட்டுல இருக்கும்போது மிரட்டினால ஒருத்தன் நாட்டு கட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லி அவனை பிடிச்சி அட்டி நெஞ்சு மேலே குத்துவாங்க இப்ப எப்படா இருக்குன்னு சொல்லி கேட்பாங்க இப்ப உருட்டு கட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாரு இப்ப எல்லாத்தையும் பின்னாடி உட்கார வச்சு வண்டியை ஓட்டிட்டு வீட்டுக்கு வருவாங்க ஊரே ஆச்சரியப்படுற அளவுக்கு பயங்கரமா சந்தை அடிச்சிருக்காரு இப்ப தரக்கடிக்கிற இடத்துல அழகான மனைவி அன்பான துணைவின் பாட்டுவோட டென்ஷன் ஆகி நம்ம ஹீரோ மாற்ற சொல்வாரு பக்கத்தில் இருக்க ஒரு பெருசோ நம்ம ஹீரோவை கூப்பிட்டு தம்பி நீ கட்டினால கட்டின நல்ல தட்டமான ஒரு புண்டாட்டை தான் கட்டியிருக்க இனிமே ஊர்ல ஒரு பையன் மேலே கை வைக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேறு பேத்தி கடுப்பாயை நம்ம ஏஞ்சி போகலான்னு சொல்லி ஹீரோ கிளம்புவார் இப்போ நம்ம சட்டம் அங்கே வந்துடுவாங்க இப்போ உக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு இப்போ நம்ம ஹீரோ புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஊர்லேயே நீளமான முடிவுன்னு கேட்டவன் நான் தான் இப்போ இந்த ஊர்லேயே கொஞ்சமாக முடிவு வச்சிருக்கிறது என் பொண்டாட்டி தான் எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ சட்டம் உட்காந்து லேப்டாப்பை காமிச்சு இதுக்கே ஷாக்கான எப்படி இதெல்லாம் பாருன்னு சொல்லி காமிப்பாங்க நம்ம ஹீரோனி குஸ்தி விளாட்ற போட்டோ எல்லாமே வச்சிருப்பாரு இப்போ நம்ம ஹீரோனி ஒரு கிராஜுவேட்டு அவங்க குஸ்தி போடுறவங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையுமே சொல்லுவாங்க சொன்னது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோனி பயங்கரமா ஒருத்தனை போட்டு சொல்லுவாரு திரும்ப பெண்மணி வாசிட்டு இருக்காங்க வந்த எல்லாமே விசில் அடிச்சு ஆரம்பிச்சாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படிதான் இருப்பேன் நம்ம சட்டம் அந்த வேலையை செஞ்சிருப்பாரு அதை கிண்டில் பண்ணி பண்ணாருல அந்த வீடியோவை பார்த்து திரும்ப நம்ம சட்டம் நம்ம ஹீரோவை விரும்பித்துவார் இப்ப வீட்டுக்கு போனோட நம்ம ஹீரோயினியை பார்த்து நம்ம ஹீரோ பயங்கரமா பயப்பட ஆரம்பிச்சாரு இப்ப நம்ம ஹீரோயினை உங்ககிட்ட உண்மையை மறைச்சிட்டேங்க எனக்கு இவ்வளவுதான் முடி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப நம்ம ஹீரோவும் இந்திரா காந்திக்கும் ஒன்ன விட கம்மியா அவங்க நாட்டுக்கு பிரைம் மினிஸ்டர் ஆகலையா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி பயத்தில் சொல்றாரு இப்ப அடுத்ததா படிச்சிருக்கேன் பிஎஸ்சி வரைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு நல்லதா போச்சு நம்ம குழந்தைகளுக்கு நியர் டியூஷன் ஒரு பொண்ணு குடும்பத்தை படிச்சா குடும்பமே படிச்ச மாதிரி கைய உதறிட்டு அங்கிருந்து பஞ்சாயத்து கூப்பிடுறதுக்காக வழக்கம் போல இந்த தடவை நம்ம வரல நம்ம கூப்பிடுறதுக்காக இருக்காங்க ஏன்னா அட்டிச்ச ஆட்டி அந்த மாதிரியான அடி மரண அடியா இருந்திருக்கு இப்ப வழக்கம் போல நம்ம ஹீரோவை கூப்பிட்டு இனிமே நீ பஞ்சாயத்துக்கு வர வேணா இனிமேல் நான் தங்கச்சி கூட்டு போறேன் சொல்லி சமைக்கிற வேலையில இருந்து துவைக்கிற வேலையில இருந்து கூட்டுறப்ப இருக்கிற வேலையெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்துட்டாங்க இப்ப வழக்கம் பஞ்சாயத்துக்கு நம்ம ஹீரோனி தான் போகிறாங்க ஊர்ல இருக்க எல்லா பெண்களுக்கும் குஸ்தி கற்று தராங்க பயங்கரமான மதிப்பு மரியாதை எந்த கம்பெனி ஓப்பன் பண்ணுறதா இருந்தாலும் எந்த திறப்பு இருந்தாலும் பஞ்சாயத்து இருந்தாலும் நம்ம ஹீரோனி தான் இப்போ ஹெட்டு நம்ம ஹீரோவை டம்மி பீஸ் ஆகிட்டாங்க இப்ப நம்ம மாமா ஜெயிலேருந்து வெளியே வராது நம்ம ஹீரோட மாமா இப்ப நம்ம சட்டம் நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்றாரு நம்ம ஹீரோயினை பயங்கரமா சண்டை வளர்க்கிறாரு பொண்ணை வளர்க்க தெரியல எங்களை கட்டிட்டீங்களா பேசாதீங்க மரியாத வேண்டி கிடைக்கும் ஒரு பொண்ணை பொண்ணை வளர்த்துதான் நீ இப்படி எல்லாம் பேச மாட்டேன் நடந்திருக்க மாட்டாடி என்ன குடும்பத்தில் இருந்தே நீ வந்த வாடி போடிலாம் எல்லா பொண்ணுகளும் அப்படி தாண்டி பேசுவான் சொல்லிட்டு நல்ல குடும்பத்தில் வளர்த்தான் எதிர்த்து பேச மாட்டேன் கோவப்படுற அப்படி இது பண்ணுவாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துருவாரு இப்ப நம்ம ஹீரோ வரங்களை அடிச்சது வெளியனு கூட இருக்க முடியும் ாம வெளிய நிக்க வச்சு பொண்ணு குடும்பத்துக்கு செட் ஆகாது ஒரு மாதிரி ஆயிடுச்சு மாதிரி சொல்றான் அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு வச்சிங்க அடிக்க மாட்டேன்டா கூட சண்டையே செய்ய மாட்டேன் சொல்றாரு குழந்தை கூட போய் சண்டைக்கு போவான் கூட மாட்டேன் கூட சண்டை போட்டு அடிவாங்க நீ அந்த போட்டியில் பொண்டாட்டியும் கபடி குஸ்தி எல்லாம் ஒண்ணு தண்டாங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப அடுத்த இப்ப நம்ம ஹீரோவோட மாமா நம்ம ஹீரோக்கு தெரியாம டிவீஸ் அனுப்பிச்சிருப்பாங்க நம்ம ஹீரோனி அந்த பக்கம் கிளப்பை காமிக்கிறேன் கிளப்பில் இந்த மாதிரி போயிட்டு நாமினேஷன் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ டீமு போயிருக்கோம் ஆனால் இது பொம்பளைக்கும் பொம்பளைக்கும் நடக்க வேண்டிய மேட்ச் இதில் ஆம்பளைங்கலாம் சேர்த்துக்க முடியாதுன்னு சொல்லுவார் ஆனால் நம்ம மாமாவோ ப்ரெஷர் பல ப்ரெஷர் பண்ணிகிட்ருப்பார் பிரச்சனை நடக்கும் அதை சிசிடிவியில் பார்த்தா நம்ம கோச் என்ன பண்ணுவார் நம்ம கிளப்பில் இருக்க மேனேஜர்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரியான நடக்கிற விஷயம் ஒரு இம்ப்ரெஷனாக இருக்கும் ரொம்ப நல்லா ரீச் ஆகும் மக்கள்கிட்ட இதனால் நமக்கு தான் பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி பணம் சம்பாதிக்கிறதுக்காக ரெண்டு பேத்தையும் மூட்டி விட்டுருவார் நம்ம கோச்சு ஏன்னா சண்டை போட்டு ஒரு பிளானேஷனுக்கு இந்த மாதிரி அம்மா சொல்ல நம்ம ஹீரோன்கிட்ட நீ போயிட்டு இந்த போட்டியில் கலந்துக்கலாம் சொல்லிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இப்ப ஒரு நோட்டீஸுக்கு ஒரு இருந்திருக்கும் அதை பார்க்கும்போது டிவைஸ் நோட்டீஸ் சொல்லி வந்திருக்கும் இப்ப நம்ம ஹீரோனி நான் அவட சண்டை செய்ய போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோனியோட புரிசா தனக்குதான் குஸ்தி தெரியாது இருந்தாலும் குஸ்தி கத்துக்கிற ஒரு மாஸ்டர் கிட்ட போய் ஜாயின் பண்றாரு அவர்கிட்ட நீ என்ன காரணத்துக்காக வந்திருக்க அப்படின்னு சொல்லி மாஸ்டரு நம்ம ஹீரோ கிட்ட பாத்து கேட்க இந்த மாதிரி என் பொண்டாட்டின்னு சொல்ல ஆனா அவரே உன் பொண்டாட்டிக்கு அதனால இதுல ஜெயிச்சு பண சம்பாதிக்கலன்னு வந்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு ஏன்னா நம்ம குஸ்தி மாஸ்டரும் அதை தான் பண்ணியிருப்பாரு அவங்க ஒய்ஃபு இப்ப அதனால இவரு அந்த ஒரு வேலையை பார்த்துட்டு நம்ம ஹீரோவும் இந்த உண்மை கதை தெரிஞ்ச இவர் சேர்த்துக்க மாட்டாரு சொல்லிட்டு ஆமான்னு சொல்லிட்டு அவரு போறாரு இப்ப பயங்கரமான கோச்சிங்க எல்லாம் கத்துக் இப்போ நம்ம கின்ஸ்லியும் அங்கே தான் இருக்காரு இவருமே நம்ம பொண்டாட்டை அடிக்கணும் பலசாலி ஆகணும்னு சொல்லி இங்கே வந்து ஜாயின் பண்ணலான்னு சொல்லி தான் வந்திருப்பாரு இப்போ அவரு நம்ம ஹீரோவை பேசிட்டு இருக்க போல நம்ம கின்ஸ்லி நம்ம ஹீரோவை பார்த்து சொல்வாரு இந்த மாதிரி நீ என்ன பார்த்துக்கிட்டே இருக்க பிராக்டிஸ் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்பாரு இப்போ இல்லை ஒரே டயர்டாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார் இப்போ நம்ம கின்ஸ்லியா சாப்பாட்ட படம் பார்த்திருக்கியா அப்படிங்கிற மாதிரி பார்த்துருக்கனே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு அதில் கவிழை சும்மா வேடிக்கை தான் பார்த்தான் ஆனால் அதில் கூட இருந்தவங்க ப்ராக்டிஸ் பண்ணவங்கலாம் ஜெயிக்கல கவிழை பார்த்துட்டு இருந்தவங்க தான் ஜெயிச்சான் அதேமாரி பத்ரி படம் பார்த்திருக்கியா விஜயும் அவர் தான் இப்ப நம்ம ஹீரோ டீம்ல இருக்க அங்கு கொடுத்துருக்க ஒரு பொண்ணை வந்து ஒருத்தொடர் போறாரு வீட்டை விட்டு வந்து ரெண்டு மாசம் ஆகுது இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் இங்க வந்து நீ ஒரு கோச்சு உனக்கு தெரியாது மாதிரி வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கலாம்லன்னு சொல்லி ஒரு எம்எல்ஏ தான் அவர் அவர் பொண்ணை அடிச்சு ஈத்துட்டு போறாரு இப்போ பக்கத்தில் இருக்க பொண்ணு அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னால்தான் அவன் இங்கே வந்துட்டா பிடிக்கல கல்யாணத்தில் அவளோட ஆம்பிஷன் இதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பின்னாடி நம்ம ஹீரோ எல்லாத்தையும் பாக்கிறாங்க இப்ப நம்ம கோச்சிக்கிட்ட போயிட்டு நம்ம ஹீரோ பேசும்போது தான் ஒரு பொண்ணை லவ் பண்ண நான் இப்படி பொறுப்பு இல்லாமல் சுத்திட்டு இருந்தேன் அவள் தான் அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்து இந்த மாதிரி குஸ்தி எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க அவளால தான் இந்த வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு ஒரு பொண்ணோட துணை இல்லாமல் நம்மளால இருக்க முடியாது அவங்க தான் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்ப நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அப்படி புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறார் ஜெயிக்க மாட்டேன் அப்பவே நீ தூத்துக்குமா இல்ல எவ்வளவு நல்லவ தெரியும் சொல்ல ஒரு நாள் உனக்கே தெரியுமா என்ன குஸ்தி பேக்ல மாமாவோட பொண்ணு பாக்கறதுக்காக போயிருப்பாங்க ஒரு போட்டோ மாட்டேன் அத பார்த்திருப்பாங்க நம்ம மாமாவோட தெரிஞ்சும் நம்ம ஹீரோவுக்காக நல்ல வாழ்க்கை அமையட்டும் சொல்லிதான் மாமாவோட் இப்ப அதெல்லாம் சொல்றாங்க அதை இருக்கிற கோச்சு உள்ள விட மாட்டாரு சொல்லி அவ வந்த பேசிக்க என்னவோ பேசிட்டு அவனை விருப்பம் சொல்லிட்டாங்க ஆனா போய் தான் சொல்லுவாங்க விஷயம் போயிட்டு திரும்ப பிராக்டிஸ் பண்ணுவாங்க கை வச்சு பேசிக்கிட்டு இருப்பான் இப்ப நம்ம ஹீரோனி கையை சொல்லி கண்ணத்துல ஒரு அறை விட்டு நீ யாரு எனக்கு அவமானப்படுத்தி பேரும் போது அங்க ஒரு டாக்டர் வராங்க இந்த மாதிரி இருக்காங்க பொதுவாக முன்னாடி மெடிக்கல் டெஸ்ட் எடுப்பாங்க அந்த ஹீரோனி கன்சியா இருக்கிறோம் இப்போ மேட்ச்சை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லுவாங்க ஆனால் பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்ப ஸ்டாப் பண்ணால் நமக்கு நிறைய லாஸ் வரும் அதனால இந்த விஷயத்தை மறைச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனால் கிளப்பு மாஸ்டரோ ஒத்துக்க மாட்டாரு ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்து ஏதாவது உயிர் பிரச்சனை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் செத்தாக சாகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான் இப்போ சண்டைக்கும் அனுப்பிச்சி நம்ம கோச்சு இந்த விஷயத்த மறைச்சிருப்பாங்க இப்போது நம்ம ஹீரோனிக்கும் நம்ம ஹீரோக்கும் குஸ்தி போட்டி நடக்க ஆரமிச்சிருச்சு இப்போ ஃபஸ்ட் ரவுன்லே நம்ம ஹீரோனி பிடிச்ச உடனே கீழே மயங்கி கீழே விழுந்துருவாங்க ஆம்புலன்ஸில் தூக்கிட்டு போவ நம்ம ஹீரோவும் கூட போவாங்க ஆனா கூட இருக்க நம்ம கோச்சு போட்டில கலந்துட்டேன் சண்டை போட முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்ற போட்ட தோத்துவன் கோச்சு விருப்ப சண்டை மாட்டேன் சொல்லி நம்ம கோச்சே சண்டை அடிக்கும் சொல்திடா வணக்கம் உன் பொண்டாட்டிக்குன்னு தெரியாத ஒரு உண்மையான சொல்லிட்டா உன் பொண்டாட்டி பிரெக்னண்டா இருக்கான் உன் கையாலேயே உன் குழந்தைய சாப்படிக்கலான்னு பார்த்தா உன் குழந்தைக்கு ஆய்ச்சி கெட்டிட்டு ஆடிக்கிற மாதிரி இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிடுவார் இப்ப டென்ஷனான நம்ம ஹீரோ பயங்கரமா அடிக்கிறாரு அடிச்சு கோச்சா நாஸ்தி பண்ணி ஜெயிச்சிடாரு இந்த போட்டியில இப்ப பேட்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம ஹீரோ நான் என் பொண்டாட்டியை ஜெயிக்கிறதுக்காக இந்த மேட்ச்சில் நான் கலந்துக்கு வரல இந்த மேடையும் இதுவும் மைக்கும் எனக்கு கிடைக்கணுன்றதுக்காக தான் வந்தேன் நாள் வரைக்கும் பொண்ணுகளை விட ஆம்பளைங்க தான் வசத்தின்னு நினைச்சேன் ஆனா அதை எனக்கு கீர்த்தி பிரிய வச்சுட்டா எந்த விதத்திலும் பொண்ணுகளோட ஆம்பள வசதி கிடையாது நான் இந்த குஸ்தின்னா என்னன்னே எனக்கு தெரியாது ஒரு கபடி பிளேயர் மாதிரி தான் சொல்லி வந்தேன் வந்த கொஞ்ச ஒரு ரெண்டு மூணு நாளில் எனக்கு பயங்கரமான உடம்பு வலி முடியல ஆனால் அவள் பதினஞ்சு வருஷமா இந்த கோச்சிங்கை பண்ணிட்டு இருக்காள் அவளுக்கு எவ்வளோ வழிகள் வேதனைகள் இருந்திருக்கும் பொதுவாக பெண்களுக்கு வீட்டில் இருக்கவங்களே சப்போர்ட் பண்ணாலே போதும் ஒலிம்பியாவில் கூட தங்கப்பதக்கம் வெல்லலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினை பற்றி கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறாங்க பெண்களை பற்றியும் கொஞ்சம் புகழ்ந்து பேசுகிறாங்க இங்கிருந்து முடிச்சிட்டு நேராக நம்ம ஹீரோயினை பார்க்க நம்ம ஹீரோ பாடுற போயிட்டு ஒன்னு நம்ம ஹீரோனையும் பேச மாட்டாங்க இருந்தாலும் வின் பண்றாங்க பக்கத்தில் பார்த்த நம்ம ஹீரோக்கு அம்மாக்கு ஆய் சொல்லுற கதையை முடிக்கிறாங்க பொதுவாக இந்த படம் பெண்களுக்கான சப்போர்ட்டிவான ஒரு படம் கருத்தை மக்களுக்கு கொண்டு சேர்க்கணும் அருமையான படம் முடிஞ்சா ஃபுல்லா படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க வேற ஒரு நல்ல படத்தோட கதையில உங்களை நான் சந்திக்கிறேன்